வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி இந்த வீடியோ பொழுதுபோக்குக்காக மட்டுமே இங்கே பெட்டிங் சூதாட்டம் நடைபெறுவதில்லை இந்த வீடியோ முற்றிலும் கேரளா மாநிலத்திற்காக மட்டுமே அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சிசக்தி எஸ்எஸ் இரநூத்தி எண்பத்தொன்றுக்கு அனுப்பி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஏ போர்டில் வந்து எட்டு ஒம்பது ஒன்று பி போர்டில் எட்டு ஒன்று ஒம்பது சி போர்டில் 5, எட்டு நாலு அடுத்து ஏபிஎஸ்சிபிசி நம்பர் பார்ப்போம் எண்பத்தி ஒன்று பத் தொண்ணூத்தொன்று பத்தொம்பது 95, எண்பத்தஞ்சி எண்பத்தி 98, தொண்ணூத்தெட்டு 15, நாலு பதினஞ்சு பதினெட்டு அடுத்த 8, 1, எட்டு ஒன்று ஒம்பது இதுக்குள்ளதா ரிசல்ட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி நம்பர் பார்ப்போம் சிங்கிள் போர்டு ஏ போர்டில் ஒம்பது பி போர்டில் ஒன்று சி போல எட்டு இதுதான் எனக்கு பெஸ்ட்டு சிங்கிள் போர்டு தெரியுது ஏபிசி நம்பர் எட்நூற்றி பத்தொம்போது எட்நூற்றி பதினஞ்சு எட்நூற்றி பதினாலு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி பதினெட்டு தொள்ளாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன் பாக்ஸ் நம்பர் பார்ப்போம் தொள்ளாயிரத்தி பதினெட்டு தொள்ளாயிரத்தி பதினாலு அந்த ஒரு சான்ஸ் தொள்ளாயிரத்தி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில் பட்டினாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வரும் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்